சுவாமியே ஸ்ரணம் ஐயப்பா என்று ஐயப்ப நார்டால் நான் புதிதாக எழுதியுள்ள கல்லும் முள்ளும் என்ற பாடலை உங்கள் முன் பாடுகின்றேன் நம்ம சேனலில் இந்த பாடல் ரிலீஸ் ஆகுது சுவாமி ஸ்ரணம் கல்லும் முள்ளும் குத்தவில்லை ஐயப்பா கால்கள் இரண்டும் அழிக்கவில்லை ஐயப்பா கல்லும் முள்ளும் குத்தவில்லை யப்பா கால்கள் இரண்டும் வலிக்கவில்லை ஐயப்பா கல்லும் முள்ளும் கூத்தவில்லை தேகம் எங்கும் நோக்கவில்லை தேடி உன்னை வருகையிலே தேகம் எங்கும் நோகவில்லை தேடி உன்னை வருகையிலே ஏற்ற இறக்கம் தெரியவில்லை ஏற்றம் இரக்கம் தெரியவில்லை மேடு பள்ள பார்ப்பதில்லை மேடு பள்ளம் பார்ப்பதில்லை கள்ளமுள்ளும் குத்தவில்லை ஐயப்பா கால்கள் இரண்டும் வலிக்கவில்லை ஐயப்பா கள்ளம் ஐயப்பா ஐப்பா அகம்பாமமும் ஆனவமும் வரைகின்றதே மாலை இட்டதும் அகம்பாமமும் ஆனவமும் வரைகின்றதே மாலை இட்டதும் காம கோபலோபா கிரோதம் கோபலோபம் குரோதம் கரகின்றதே கானக தெய்வமே காம கோப லோப குரோதம் கரகின்றதே கானக தெய்வமே கலமுள்ளும் கலமுள்ளும் கலமுள்ளும் குத்தவில்லை ஐயப்பா கால்கள் இரண்டும் வலிக்கவில்லை ஐயப்பா கலமுள்ளும் குத்தவில்லை ஐப்பா ஒன்றாயிரண்டா உந்தன் லீலைகள் ஒன்றாயிரண்டா உங்க லீலைகள் எடுத்து சொல்ல வார்த்தைகள் இல்லை ஒன்றாயிரண்டா உந்தன் லீலைகள் எடுத்து சொல்ல வாழ்த்தைகள் இல்லை எந்த வாழ்வை எடுத்து காட்டு ஐயப்பா எந்தன் வாழ்வே எடுத்து காட்டு எங்கள் குடும்பமே உன்னருள் என்றோ ஒன்றா இரண்டா உண்டன் லீலைகள் எடுத்து சொல்ல வார்த்தைகள் உன்னருள் என்றோ கல்ல முள்ளும் கல்ல முள்ளும் கல்ல முள்ளும் குத்துவில்லை ஐயப்பா கால்கள் இரண்டும் வலிக்கவில்லை ஐயப்பா ஐப்பா ஐயப்பா சுவாமியேஷனம் ஐயப்பா ஐயப்பமார்கள் இந்த பாடல் எப்படி இருக்கு அப்படிங்கக்கூடிய உங்க கருத்துக்களை நம்ம சேனல்ல பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல ஐயப்பன் பாடலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பாலகீர்த்தன் கவித்தன்று பாலகன் உண்ணமுத்து நன்றி வணக்கம் சுவாமி சரணம்